உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா அன்னைக்கு எப்படி உங்களுக்கு சமைக்கிறதுன்னு யாராவது கத்து கொடுத்தாங்கன்னா அந்த சமையல்காரங்க தான் உங்களுக்கு குரு மைண்ட்ல வச்சுக்கோங்க இனிமேல் செய்யக்கூடிய கர்மாக்களை அது நிஷ்காமிய கர்மாவாக செய்ய நிஷ்காமியம்னா என்ன எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை நான் செய்யல இறைவன் தான் செய்யறாரு இல்ல குரு செய்கிறாருன்னு கையகாம சொல்றேன் எப்பயுமே நான் பெரியவன் நான் தான் அகங்காரம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த உலகம்னா என்ன வீடுனா என்ன வாசல்னா என்ன சூரியன்னா என்ன சூரிய குடும்பம்னா என்ன அண்டம்னா என்ன கோள்கள்னா என்ன இது என்ன கொடுமை அது எப்போது இந்த அளவு காதல் இந்த அளவு கருணை உங்களுக்கு கடவுள் மீது வந்து விடுகிறதோ அவர் உங்களை தாறுமாற லவ் பண்ணுவார் அந்த லவ் வேற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன நம்ம ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம தான் ஓகே நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா எனக்கு ஆக்சுவலி நான் உங்க கூட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்பவும் தோணுச்சு சரி ஆல்மோஸ்ட் என்னோட ஏஜ் தான் இருக்காங்க இவங்க என்ன பெருசும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் அந்த டூ தௌசண்ட் கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஓகே நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே இன்னமும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் வந்து நிறைய குருமார்களை தேடி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிக்கிட்டீங்க இல்லைங்களா அது அது என்னென்னா அந்த ஒரு அந்த திமுரு அந்த ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அந்த பெரிய ஒரு அந்த ஒரு இதே இல்லாமா எவ்வளோ சிம்பிளா அப்போவும் நீங்கள் ஒரு ஆக்சுவலாக ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தானே போய் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இவர் என்ன பெருசாக சொல்லிட போகிறாரு அப்படின்ட்டு ஆனால் எல்லாேருக்கும் தோணும் இல்லைங்களா இவர் சின்ன ஏஜ் தானே இவரு சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்ற ஒரு திமுகத்தான் இருக்கல சத்தியமா சொல்றேன் எங்க வந்த வேட்டி உடனே எனக்கு ஒரு மூணு தடவை என்னால் அடக்கவே முடியல என்ன ரீசன்னு தெரில ஆனால் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சத்தியமா ஸோ ரொம்ப ஹாப்பி பிரதர் தேங்க்யூ ஸோ மச் வேற ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த உலகத்தில் நீங்க வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது எல்லா சித்தர்களும் எல்லா மகான்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வேதங்களும் சித்தாந்தங்களும் என்ன சொல்கிறது என்பதை ரொம்ப கிளியராக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாச்சு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் மிக உயர்ந்த நிலை ஸ்ரீ பகவதையான்னு ஒரு மாபெரும் ஞானின்னு ஒருத்தர் இருக்கிறார் இன்னும் சேலத்தில் இருக்கா தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா பகவத்தையா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு காக்கா கிட்டே எப்படி பறக்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்கன்னா காக்கா தான் உங்களுக்கு குரு ஒரு மெக்கானிக் உங்களுக்கு எப்படி டயர் மாட்டுறதுன்னு கற்றுக் கொடுத்தாங்கன்னா அந்த மெக்கானிக் தான் உங்களுக்கு அன்னைக்கு குரு உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரில அப்படின்னா அன்றைக்கி எப்படி உங்களுக்கு சமைக்கிறதுன்னு யாராவது கற்றுக் கொடுத்தாங்கன்னா அந்த சமையல்காரங்க தான் உங்களுக்கு குரு மைண்டில் வச்சுக்கோங்க இது எல்லாம் எங்க கொண்டது நிறுத்தது எது வேணாலும் நடக்கலாம் யாருக்கு வேணாலும் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை நேரம் இல்லாத தன்மையில மறுபடியும் நான் கஷ்டப்பட்ட மாதிரியே மறுபடியும் கஷ்டப்பட்டு இருக்கணுமா இனிமேல் செய்யக்கூடிய கருமாக்களை அது நிஷ்காமிய கர்மாவாக செயல் செய்தாலும் அந்த கர்மால யார செய்கிறோம் நல்ல கர்மாக்களை நல்ல செயல்களை செய்துவிட்டு குருமார்களை கை காட்டும் போது அந்த பக்குவ நிலைக்கு அந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே டைம் வரும்போது கொடுப்பாங்க தலையாய நோக்கம் தலையாய கடமை இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா நீங்க பழைய கர்மாக்களை அழிக்கிறீர்களோ இல்லையோ புது புது கர்மாக்களை சேர்த்து கொள்ள கூடாது இதுல மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் கான்சியஸா இருக்கு பழைய கூட எல்லாம் அழிக்கி அழுக்கி புது கூடா போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன பண்றது கோட்டல்லாம் அழி மறுபடியும் முதல்ல இருந்து போடுங்கன்னு ஆரம்பிச்சிருவார் அவரு புரோட்டா அப்ப இந்த ஞான நிலை இந்த உண்மை நிலை உங்களுக்கு தெரிவதற்கு இந்த சச்சிதானந்த நிலையை நீங்கள் உணர்வதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதம் முதலில் கருணை கருணையோட பேசுங்க கருணையோட சிரிங்க கருணையோடு இருங்க கருணைனா மோலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க குடியாரம் ஒருத்த ரோட்டில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டு மீதிச்சுட்டு இருக்காங்க அமைதியாக பேர் கருணை அவனை போட்டு நாலு அடி தூக்கி போட்டு துவச்சு போலீஸ்கிட்ட கூப்பிட்டு அவனை ஹேண்டோவர் பண்ணுறதுக்கு பேர் தான் மிக சிறந்த கருணை ஏன் அவனால் எத்தனை உயிர்கள் இன்றைக்கி நல்லா இருக்கு அவன் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பல பேர் கருணைனா என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறது கருணைன்னு நினைக்கி அது கருணை அந்த உயிரிற்கு அந்த நேரத்திற்கு எது தேவையோ அதை அறிந்து அந்த தேவையை உணர்ந்து செயல்படுவதற்கு பெயர் கருணை எப்பயுமே நான் பெரியவன் நான்தான் பெரியவன் அலங்காரம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த உலகம்னா என்ன வீடுனா என்ன வாசல்னா என்ன சூரியன்னா என்ன சூரிய குடும்பம்னா என்ன அண்டம்னா என்ன கோள்கள்னா என்ன யாரை நினைத்தவுடன் உங்கள் மனம் உடனே லயமாகி விடுகிறதோ அவர் தான் உங்க குரு இருக்கமா புடிச்சுங்க அவரை நினைச்சாதான் ஜாலியாக அவரை நினைச்சாதான் ஹாப்பி ஆவீங்க அவரை நினைச்சாதான் மனசு அமைதிக்கு போகும் அவர் தான் ஹெல்ப் எல்லாம் உங்களுக்குள்ளயே நடக்கும் காரணம் மட்டும் அவரை கூப்பிட்டுப்பீங்க யாரை நினைத்த உடன் உங்களது மனம் உடனே லயமாகி விடுகிறதா உடனே ஜாலியாகிறதா உடனே ஒரு நிலைக்கு போகிறதோ அவர் உங்க குரு அது யாரா வேணா இருக்கலாம் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கங்க நீங்க மறுபடியும் கேட்கிறேன் எந்த கேள்வி இறைவனை கேட்கக்கூடாது முடியுமா அது எப்போ வரும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உங்களுக்கு எப்போ வரும்னா இறைவன் மீது அளவு கடந்த காதல் அளவு கடந்த நம்பிக்கை வரும்போது அந்த நம்பிக்கை அவர் கேட்க மாட்டீங்க இது எப்படி அப்படின்னா உங்களுக்காகவே உயிருக்குயிராக ஒரு டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டு யாரையும் கண்டுக்காமல் நீங்கள் மட்டுமே காதல்னு உங்களே பார்த்து லவ் பண்ணிக்கிட்டே வராருன்னா அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இருக்கா தான் எதை நினைச்சாலும் இவர்கால எனக்கு பண்ணி கொடுக்க முடியுன்ற அன்பு காதல் கருணை வரும்போது அவர் மேல நூறு சதவீத நம்பிக்கை இருக்கும் ஆயிரம் சதவீத நம்பிக்கை இருக்கும் பைத்தியம் இது என்ன கொடுமை அது எப்போது இந்த அளவு கடந்த காதல் இந்த அளவு கடந்த கருணை உங்களுக்கு கடவுள் மீது வந்து விடுகிறதோ அவர் உங்களை தாறுமாற லவ் பண்ணுவார் அந்த லவ் வேற மாதிரி இருக்கும் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்கு ஒரு மாபெரும் மக்களாகி நீங்களும் அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து துணிமணி எடுத்துக் கொடுத்துருக்கோம்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 இரண்டு கண்களாக பரம்பூல் அறங்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்